நேரடியாக தலைப்புக்கு செல்ல விரும்புகின்றேன் இன்றைக்கு சமுதாய சீரழிவு என்பது ஆங்காங்கே காணப்படக்கூடிய ஆச்சரியமான விஷயமாக இல்லை எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய சாதாரண ஒரு விஷயமாக இன்றைக்கு சமுதாய சீரழிவு என்பது மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரித பருவத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வயோதகத்தில் கம்பை ஊடி நடப்பவர்களாக இருந்தாலும் சிறுபிள்ளை வயதில் தெருவில் விளையாடுவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம் எல்லோரிடத்திலும் அடாச்சார செயல்கள் என்பது அணுதினமும் அரங்கேறிக் இருந்து கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இஸ்லாமியர்களும் இளைஞர்களும் இஸ்லாமியர்களை இளைஞர்களை நவியல் பெருமானால் சொல்லல்லாக வளைவ செல்லும் அவர்கள் எவ்வாறெல்லாம் உருவாக்கி எடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உருவாக்கி எடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை நெறிமுறைகளை நாம் எப்படி அமைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாகும் அழைந்து ஒசல்ல அவர்கள் சொல்லி காமித்தார்கள் நாளை தியாமத்து நாள் என்பது மக்கள் எல்லோரும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளிலே நமது நிலைமை என்ன ஆகுமோ என்று தெரியாமல் ஆண்களும் பெண்களும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பார்கள் கணவர் நிற்பார் கண்ணுக்கு தெரியாது மனைவி நிற்பார் கண்ணுக்கு தெரியாது பத்து மாதம் சுமந்தடுத்தம் பிள்ளைகள் நிற்பார்கள் கண்ணுக்கு தெரியாது எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா எனக்கு அல்லாஹுவின் பொருத்தம் கிடைக்குமா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவானா இப்படி கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் ரகுர் அலமே அந்த தியாமத்திலே ஒரு அதிசிய நிகழ்வை நிகழ்த்தி காமிப்பார் அந்த தேமத்தினால நம்ம தலைக்கு ஒருவா தேடி மக்கள்ிழல் விடாதா அல்லாவிருடைய கருணையால் எங்கேயாவது ஓரத்தில் ஒதுங்கிவிடுவோமா என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே ஏழு நபர்களுக்கு பெருமானார் செல்லலாலை சொன்னார்கள் அல்லாவின் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் யாருடைய நிழல் கிடைக்கும் அல்லாவின் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் ஏழையும் சொல்வதற்கு நேரம் இல்ல பெருமாறா சமாயசம் சொன்னார்கள் அதில் முக்கியமான ஒரு நபர் யார் தெரியுமா வாலிபர் முக்கியமான ஒரு நபர் யார் வாலிபர் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன் <laughs> வாலிபத்திலே <laughs> <laughs> அல்லாஹுவை வணங்கினாரே தன் வாளிபத்தை வணக்க வழிபாடிலே கழித்தாரே அத்தகைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அரசின் நிறுத்த கிடைக்கும் சுபகாரல்ல இந்த வாலிபத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் இந்த வாலிபத்தை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றமே வாலிபம் என்பது நம்மை விட்டும் கடந்து சென்றால் அதை ஒரு நாளும் நம்மால் எட்டி பிடிக்கவே முடியாது என்பதை நம் கவனத்தில் கொண்டு கொள்ள வேண்டும் பெருமாளர்கள் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருமாளா செல்ல சொன்னார்கள் உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் நீ கிழவனாவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் உன் வாலிபத்தில் மாறுபட்டு நடந்துமோ அப்படி நீ பயந்து வாழ்ந்து போல் இன்னைக்கு வாலிப பருவத்தில் ரத்தம் சூடேறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உடம்புல நல்ல வலிமை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆட்டம் இல்ல பாட்டம் மனம் எப்படி சொல்கிறதோ அப்படி நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஐம்பது வயதுக்கு மேல் பள்ளிவாசல்ல போய் அல்லாறு சுமார் வணக்க சாரி ஐம்பது வயசுக்கு மேல மாறி அறைய மாறிடுறோம் இப்படிப்பட்டவர்களை பெருமாள் சொல்லவில்லை நீங்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்களே நினைத்திருக்காடி எல்லா அமலையும் கழிச்சுட்டோம் வாரிபர்களை பெருமானா சன்னதும் எப்படி உருவாக்குறாங்க சொன்னா அது உடனே அப்படியே செய்வாங்க வராது இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி பெற்றோர்கள்ட இருந்து அஜரத்தில் இருந்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியார்கள் இருந்து வந்து வளர்த்து பேசிங்க எனக்கு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அருமையான ஒரு இரஞ்சல்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் பெருமானாரின் காலில் முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள் நான் உங்களை பார்த்து விட்டேன் உங்களை தொட்டு விட்டேன் எனவே நாயகமே சூழல்லா நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க அவர்களின் தியாக உணர்வையும் வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தையை பெருமாளா சிவகாசம் சொன்னார்கள் என்ன சொல்றாங்க அந்த கேள்வி செய்யும் செய்வது கேட்கவே இல்லை உடனே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக செய்யுங்கள் பெரும்பாலும் உமாவில் மட்டுமே சுதூர் செய்யக்கூடிய ஒரு வாலிப சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது வயதானவர்கள் இளைஞர்கள் பதிவு செய்யப்படுகிறது வெளியவே இல்லை பெரிய சமுதாய குறிப்பாக சொல்ல போனால் தவளைக்கு இடம் பெறக்கூடிய விஷயம் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் காவலித்த ஒருவரோடு கடைசி வரையும் கைகோல் மார்க்கத்தை தூக்கி வீசிவிட்டு கலத்தி விட்டு தொகையை தூக்கி வீசிவிட்டு தமிழ் கலாச்சாரிலே இன்னைக்கு திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இருபத்தி ஐந்து வயது நிறைந்த ஒரு வாலிப சகாபியை நினைவுபடுத்துகின்றேன் பணிவுடை செய்யணும் ஆசையை நிறைவேற்றணும் சொல்லி மக்கமா நகரமே சாதிபு அபிவக்கா தலையை தூக்கி வச்சு ஆடுறாங்க பெரும் இஸ்லாத்தை வெற்றி வெளியே வரலு வரையிலும் உண்ணாவிரதம் இருந்து மூத்தாக போயிடுவேன் எனவே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டே உண்மா நான் ரொம்ப நேசம் என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனா விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு வர்றத அளவுக்கு அவங்க நேசிக்கல நீங்க என்ன சொன்னீங்க உயிரை விட போறீங்களா உண்டாவதிலிருந்து உயிரை விட போறீங்க விடுங்க ஒரு உயிர் தானே இருக்கு வெளியே வரமாட்டேன் அந்த வாலிப சமுதாயம் இன்றைக்கு பேசப்படுகிறது ஆனால் காதலுக்காகவும் செல்போனுக்காகவும் சொல்லி இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போக சமுதாயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சபித்தார்கள் அது மட்டுமா நீங்க இருக்கணும் குறிப்பா பாருங்க மீடியா வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டா குறிப்படிய நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் பங்கெடுப்பவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் அதில் அவர்கள் பங்கெடுப்பது பெரியதல்ல அப்படி பங்கு எடுக்கக்கூடியவர்கள் மாறு வேடமிட்டு நடிக்கின்றார்கள் அதுவும் பெரியதல்ல அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்னை ஒரு இஸ்லாமியனாக நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதை விட என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இஸ்லாமிய வாலிபு சமுதாயம் இன்றைக்கு தாழ்த்தப்படுகிறது சொல்றீங்களா இல்ல நானும் ரொம்ப நாளா அவங்கள மாதிரி நினைச்சிட்டு சென்னையில உள்ள அழக்கலாம் வரக்கூடியவர்களுடைய பெரும்பாலும் பின்புலன் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் தான் ஏனென்றால் இருப்பவர்கள் தான் வெளியிட்டு நம்ம போயிடறா இல்லையா ஒரு ஐடி உடனே தாடிய உடனே ஜெர்ஞ்சிடுவோம் எங்கேயாவது ஒரு நர்சிங்க போறோம் உடனே கல்வி வெளியே வச்சிருவோம் காசுக்காக காதலுக்காக வாழ்க்கைக்காக இஸ்லாத்தை வெளியிட்டு ரோ மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு நாள் முசாபிமன் உமர் ரவி எல்லாரும் மசித் நபர் அழுக்கான சாக்கு பையன் தூக்கிட்டு அப்படியே உள்ள வராங்க பெரு பையோடு கிழிந்த ஆடைகளோடு வருகின்றே இந்த மக்களிலே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார் இவர் ஒரு நாளைக்கு ஒரு பயன்படுத்துவார் தங்கள் அடிமைக்கு அத்தர்களை போட்ட முசாம் இஸ்லாத்தை ஏற்றதற்காக திருமணம் கூட முடிக்காமல் இன்றைக்கு பஞ்சத்திலே அடிவிட்டு விட்டாரே அதை கண்டு நான் கண் கடங்கினேன் என்று பெருமானார் சொன்னார்களே இஸ்லாமத்திற்காக நமது இளைய சமுதாயம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டாமா அருமையானவர்களே ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிவுக்கு பாலம்தான் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி வயசான தாடி நரச்சாட்களா இருந்தாலும் சரி எல்லாரும் பாவம்தான் செய்யறோம் ஏன் பெருமானாங்க ஆதமு சத்தாவும் சத்தாயின அத்தவாபுன் ஆதமலை அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும் பாவம் செய்யறவங்க தான் யாரா சொல்ல முடியுமா இன்னைக்கு அசர் வரை கால எஞ்சது நான் பாவமே செய்யறேன் யாரா சொல்ல முடியுமா சின்னதான் அவன் தான் பாவியிலும் கூட சிறந்த பாவின்னு சொன்னாங்களே இன்னைக்கு பாவத்தையும் செய்யறோம் பாவம் கேட்கிறதே இல்ல கணித்திற்குரியவர்களே இருபத்தி மூன்று வயது நிறைந்த ஒரு வாலிப சகாபி பெருமாளர் வெளித்துறை அமைச்சர் அனுப்பிப்பாங்க ரசூல்லா ஒரு நாள் சாயந்தர நேரத்துல ஒரு சின்ன வேலையா மதிலாவில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு போயிட்டு வர சொல்றாங்க சாரபதி எல்லாரும் தெரு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை தர்ச்செயலாக பார்த்தாங்க இல்லையா சர்ச்சையில நேர்த்தாங்க ஒரு பயம் ஏற்பட்டு மறந்துட்டு நேரா மதிய இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு மேல ஏறிடுறாங்க மலையில இருந்து கீழே இறங்கவே இல்ல நாப்பது நாள் கடந்து போயிருச்சு ரசுல்லாவுடைய சபைக்குறாங்க வந்து கேட்க உங்க சபையில இருக்கக்கூடிய சகலபாவ எங்க சகனபா கால போயிட்டீங்க உமர் ரதினையும் சல்மான் ரதி இல்லாதவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க போக சகரபா எங்க இருந்தாலும் உடனே கூட்டுவாங்க உமர் ரதி இல்லாம சுத்தி பாக்கிறாங்க கடைசியை பார்த்தா சாரில் ஒரு மலைக்கு மேல இருக்கிறது தெரிய வந்துருச்சு தெரிய வந்து சாரபி கூப்பிட்டு இருக்கும்போது அல்லாவ நீங்க பயந்து கொள்ளுங்க சொல்லி ஆயத்தை உதவி இந்த ஆயத்தை கேட்ட உடனே சங்கபரதி உடம்புலாம் அப்படி நடுங்கி அப்படின்னு பயக்கப்பட்டு கீழே வந்துடுறாங்க எது வத்தக்குள்ளா அல்லாவ பயந்து கொஞ்சம் நமக்கு ஏதாவது தோணுதா ீங்கடாதீங்க நீங்க தெரியாம தானையா நாயகவே உடம்பு சரியில்லாம பத்து நாள் படுத்த படிக்க மௌத்த போயிட்டாங்க இலங்காத எழுபதாயிரம் வழக்குமார்கள் கூட்டம் நிக்கிது அதனாலதான் தூக்கி நடக்கிறேன் மகரிடைய நேரம் வந்திருக்கு ஆண்களுக்கு பள்ளியிலையும் இந்த மண்டபத்திலையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பெண்கள் மதரசாவில தொழுக்கங்க பக்கத்துல நீங்க இருக்க இடத்துல கிழக்கு சைடில் ஸ்கூல் இருக்கு அங்க இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லயும் தொழுவுக்கெல்லாம் உங்களுடைய விபாகியத்தை அவங்க கழிச்சிக்கெல்லாம் ஒளிச்சு இருக்கலாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஐயா விஜயமா சாப்பிட்டுலாம் சார்லாம் தொழு ஆறு பத்துக்கு பாங்க அஞ்சு நிமிஷம் இருக்குல்லாம் ஒழு இல்லாதவங்க ஒளிச்சு செஞ்சுக்கோங்க பாதி இந்த மண்டபத்துல பாய் வச்சிருக்கிறோம் இந்த தொழுவுக்கொங்க ஒ தண்ணீரும் பள்ளிவாசலிலே தொழுவதற்கு இடம் போதவில்லை என்றால் ரெண்டு ஜமாத்தா நடத்திக்கொள்ள முண்டியடிக்க வேண்டாம் சூழ்நிலை கருதி உங்களுடைய அமைத்துக் கொள்ளுங்கள் நிவரித்து இன்ஷால்லாம் தொலகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அசரத்தவர்கள் சொன்னது போல பெண்கள் அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே அவர்களுடைய சுய தேவைகளை அருகில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சங்க அதுக்கு ஒத்துழைங்க சுய தேவைகளை நிறைவேற்றி அவங்க தொழுவதற்கு பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதரசாவிலும் அங்கு இருக்க கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலும் தொழுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும்